அப்புறம் அவங்களுக்கு உதவியும் செஞ்சான் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு நாம ஏன் அப்புறம் சமோசாவிற்கு எ பணம் செலவாகும் தெரியுமா இத காரணம் காட்டி நீ பைக்ல சுத்தலான்னு பாக்குறியா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஒழுங்கா பொருட்களை வாங்கிட்டு வாக்கு போயிட்டு இருந்தா அப்ப ஒரு இடத்துல பல பரிச்ச போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு அங்க போய் பல்வீர்ல தோக்கடிச்சு என்ன சொன்னோ பல்வீர் சுலபமா தோக்கடிச்சிருவேன் எவ்வளவு பணம் கொடுப்பீங்க இங்க பாரு வினோத் இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு பல்வீருக்கு முன்னாடி உக்காந்துட்டான் ஆனா ஒரே ஒரு தட்டுல பல்வீர் வினோத்தோட கைய கீழ சாச்சிட்ட அப்புறம் வினோத் ஆயிரம் ரூபாவை கொடுத்துட்டு இருந்து போயிட்டான் வினோத் வீட்டுக்கு வந்தப்ப அவனோட அப்பா அவனை பயங்கர திட்டினாரு கோபத்துல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பல்வீரை தோக்கடிக்கணும்னு நினைச்சான் ஒரு நாள் அவன் தன்னோட பாட்டி வீட்டுக்கு போனான் அங்க அவனோட பாட்டி உரல்ல அரைச்சுக்கிட்டு அத பார்த்ததும் வினோத்துக்கு ஒரு ஐடியா வந்துச்சு பாட்டி பாட்டி மாவ நீங்க உரல்ல இல்லையா சரி உங்க கையி நல்ல உறுதியா இருக்கா எங்க வாப்பா எவ்வளவு பலமா இருக்க உனக்கு காட்டுறேன் பாட்டி அவன ஒரே நிமிஷத்துல தள்ளி விட்டுட்டாங்க சமையலறையில மேலிருந்து ஒரு பெரிய உருளை எடுத்தான் அப்புறம் தினமும் அந்த உருளைய சுத்த ஆரம்பிச்சான் அம்மா உங்களுக்கு ஏதாவது மாவரைக்கணும்னா என்கிட்ட குடுங்க நான் உங்களுக்கு அரைச்சி குடுக்குறேன் எதுல அப்புறம் வினோத் போய் சில கற்களை கொண்டு வந்து அரைக்கிறதுக்கு உரல்ல போட்டு அரைக்க ஆரம்பிச்சான் அரைக்க அரைக்க அதுக்குள்ள இருந்து நிறைய வைரங்கள் வந்துகிட்டு எத்தனை கற்களை அவன் போட்டானோ அத்தனை வைரங்கள் வந்துச்சு அத பாத்துட்டு வினோத்தோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம முன்னோர்களோட உரல் இது மாய உரல் நினைக்கிறேன் அட கடைசியா இன்னைக்குதான் நம்ம முட்டால் பையன் செஞ்ச வேலையால நாம பயன் அடைஞ்சிருக்கோம் வினோதோட அப்பாவும் அம்மாவும் அந்த வைரங்களை விட்டு ஒரு புது வீடு வண்டிங்க நிறைய நிலங்களை வாங்கினாங்க அவங்க கிராமத்துல ஏழைகளுக்கு கூட உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு நகரத்துல மிஷ்ராங்கிற பெயர் கொண்ட ஒரு பெரிய பில்டர் இருந்தாரு அவர்கிட்ட நிறைய ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மிஸ்ராஜி ரொம்ப கஞ்சத்தனமான இறக்குமே இல்லாத ஒரு ஆளு அப்போ சில ஆட்கள் வந்து அவருக்கு வணக்கம் சொல்லி போயிட்டாங்க அது எல்லாத்தையும் அப்புறம் அவரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்டாருனா ஆமாப்பா சோட்டு என்னது இது எல்லாரும் வந்து சூரஜுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் இந்த சிட்டிலேயே எல்லாரையும் கூட யாருமே என்ன வந்து முதலாளி ஐயா சூரஜ் ஒரு நல்ல மனுஷன் அவர் சம்பாதிக்கிற பணத்துல பாதி பங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வாரு ஆனா நீங்க வலது கையால கூட மத்தவங்களுக்கு ஒரு ரூபாய் தானம் பண்ண மாட்டீங்க யார் போடா ஒரு இன்னொரு மோசடி பாபா இவரு பெருசா என்ன அற்புதம் பண்றாருன்னு பாப்போம் எங்க இந்தியா வந்த நீ என்ன நீயும் இமயமலையில இருந்து வந்தியா அப்பதான் சூரஜ் அங்க வந்து வணக்கம் சுவாமிஜி நீங்க பாத யாத்திர செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க சூராஜ் நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கா உனக்கு ஏதாவது ஆபத்துனாலோ இல்ல ஏதாவது வேலைன்னாலோ என்ன நினைச்சுக்கோப்பா நான் உனக்கு நிச்சயமா உதவி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு சூரஜையும் சுவாமிஜியையும் சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் சூரஜோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு ஆனா அவர்கிட்ட அவரோட மனைவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பணமே இல்ல அப்பதான் சூரஜ் சுவாமிஜிய நினைச்சுக்கிட்டாரு அவர் உடனே அந்த இடத்துல தோன்றினாரு சூரஜ் என்னால உன்னோட வேண்டுதல புரிஞ்சிக்க முடியுதுப்பா ஒரு வரம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீ எப்பெல்லாம் உன்னோட கான்கிரீட் மிஷின கையால சுத்தி விடுறியோ அப்ப அதுல இருந்து பணமா கொட்டும் உனக்காகவும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் பயன்படுத்திக்கோ நான் வாக்கு கொடுக்குறேன் சுவாமிஜி நான் அந்த பணத்தை ஏழை மக்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன் உடனே சூரஜ் வெளிய போய் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த பணத்தை வச்சு சூரஜ் தன்னோட மனைவிக்கு வைத்தியம் பார்த்தாரு அதுக்கப்புறம் சூரஜ் சுவாமிஜிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றினாரு சரக்பூருங்கிற கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராகுல் அப்புறம் தொந்தரவு பண்ணுவாரு அப்புறம் ஏதாவது பொருளை அடகு வச்சாங்கன்னா பணத்தை கடனா குடுப்பாரு ஒரு நாள் ராகுல் லட்டா கிட்ட என்ன சொன்னான்னா அப்பா அப்பா நீங்க எப்படியாவது எனக்கு ஒரு எனக்கு மேல ஏறிம் பிடிக்க ஆரம்பிச்சான் அப்பதான் இங்க பறப்பா கண்ணா சீக்கிரமா கீழே இறங்கி வா என்னங்க நீங்க இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணீங்க அப்புறம் மேகலும் அவனோட அப்பாவை பார்த்து வேலைய ரொம்ப நல்லா கத்துக்கிட்டான் மேகலும் அதே போல விதவிதமான மண் பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சான் அவன் ஒரு நாள் மண் பைக் மேல செய்யப்பட்ட அப்புறம் செஞ்சுக்கு கொண்டு வர என்னப்பா பண்றது நான் என் அப்பா கிட்ட கொஞ்சம் வேலை கத்துக்கிட்ட மேகல் மண்ணுல ஒரு செஞ்சு கிராமத்தையே சுத்தி வந்த எாருமே அதாகுலோட அப்பா லட்டாவும் ரெண்டு மாசமா எனக்கு வட்டியே கொடுக்கலாம் என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி இப்பெல்லாம் வியாபாரம் கொஞ்சம் சுமாராதான் போயிட்டு இருக்கு நான் உங்க கடனை ஒரே மொத்தமா அடைச்சிட்டுறேன் அதெப்படிப்பா முடியும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு உன் பையன் வச்சிருக்கான ஒரு மண் ஏரோபிளை ஆசைப்பட்டு செஞ்சது அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அதெல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு அங்க நின்னுட்டு இருந்த மேகல் எதுவுமே சொல்லல லட்டா அப்படி சொல்லிட்டு அந்த மண் ஏரோபிளைன எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு நீ ராகுலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு லட்டா ஏரோபிளைன்ல ராகுல உட்கார வச்சுக்கிட்டு கிராமத்தை சுத்தி பாக்க போனாரு ஆனா கொஞ்சம் மேல போனதுமேன் கீழே போச்சு அதிர்ச்சி அடைஞ்சாங்க அது போல லட்டாவும் ராகுலும் கிராமத்துல இருக்கிற குளத்துல விழுந்துட்டாங்க அவர் செஞ்ச வேலையை நினைச்சு லட்டா ரொம்ப வெக்கப்பட்டாரு அப்புறம் ராஜுவுக்கு கொடுத்த கடனையும் அவரு தள்ளுபடி செஞ்சாரு